நம்ம இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் அஞ்சு ஆகுது நேரம் ரோட்டில் போயிட்டே இருக்கிறோம் அப்படியே இந்த ஈவினிங் வெயில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி செம்மையிருந்தேன் அதாவது வெயில் வந்து ஜாஸ்தியே இல்லை அந்த பொன் ஒரு கலர் ஷாடில் என்னோடய கலரை சேஞ்ச் பண்ணிக்காடு பார்த்து அப்படியே சூப்பர் நம்ம இதுவையான கலர் எனக்கு தெரியுற தெரியல I can take it one of them but nice oh நேரம் வந்து தெரியுது ரொம்ப சூப்ப மார்னிங் ஆர் ஈவினிங் டைமில் அதே சமயம் கொஞ்சம் மஞ்சள் டைமில் ரொம்ப கொஞ்சம் வெயிலாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் என்ன சொல்லுங்க நம்மளை ரெகரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி சூப்பர் குட் கிளைமேட் குளிர்னா தான் பிடிக்காது இந்த வெயில் வந்து கொஞ்சம் மோசினமாக தாங்கிப்பான் அதை என்ன ஏதாவது ஒன்று நம்ம உள் பண்ணிக்கலாம் அதுவாக இருக்கணும் நம்மளே நம்ம உடம்புல பணிகள் இல்லைன்னா நமக்கு என்னன்னு பண்ண முடியாது ரொம்ப நம்ம சின்ன வேலைக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யற மாதிரி இருக்கும் அதுவே நம்ம கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக போது